சாப்படிவாளிகள் என்ன சொல்றீங்க மேல நீங்க சிவானந்த பரமாம்சருக்கா நீங்களாம் பெரிய ஆட்கலாம் உடனே நீங்கள் கேட்கலாம் அப்போ இஸ்லாமத்தில்லாம் வந்து நானும் சாப்பிட்றாங்களே குருவேஷ் அரணும் வணக்கம் அண்ணா என்னோடய பேர் ஜனகன் நான் பேட்மிண்டன் பிளேயர் நேபாளில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்காக நான் ஸ்பான்சர் கேட்டிருந்தேன் பரம்பரூள் ஃபவுண்டேஷனில் எனக்கு பரம்பரூள் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் வணக்கம் நான் நான்வெஜ் சாப்பிடுறதான் விட்டுட்டேங்க ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா கேட்க மாட்டாங்க எங்க அப்பா கேட்க மாட்டாரு என் புருஷன் கேட்க மாட்டாங்க என் பொண்டாட்டி கேட்க மாட்டாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நான் என்ன சொல்றேன் நிச்சயமாக நாம் அசைவம் சாப்பிடுவதை விட்டுவிடத்தான் வேண்டும் காரணம் என்னன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளியரா பேசியிருக்கேன் அசைவம் சாப்பிடுவது சரியா தவறானே உயர்ந்த கட்ட மகான்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அசைவம் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அந்த வகையில நீங்கள் உணர வேண்டிய விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீ இப்படி இப்ப இப்படி நினைச்சுப்போம் நான் எங்க அசைவம் சாப்பிட்றதை விடணும்னு நீங்க சில பேர் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க எனக்கு ஆன்சல் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ அறிவு வந்து இப்போ ஆறு அறிவு இருக்குன்னு வச்சுக்குவோம் உங்களை ஏழு அறிவு எட்டு அறிவு இருக்கிறது கேட்டா அசைவம் ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டா சில பேர் என்ன சொல்றீங்க அது படைக்கப்பட்டதே அதற்காகத்தாங்க அதை எவ்வளவு வேணாலும் கொண்டு சாப்பிடலாங்கன்றீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் எட்டு அறிவு ஒன்பது அறிவு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனோ இல்லை வேற ஏதோ ஒரு உயிரினமோ படைக்கப்பட்டு அது ஆறறி உள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் கொல்லுதுன்னு வச்சுப்போம் இப்ப எக்ஸாம்பிள் உங்க பேர் மணிகண்டன் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மணிகண்டன் கை சூப் மணிகண்டன் கால் சூப் அப்படின்னு சாப்பிட்றாங்க வச்சுப்போம் இப்ப சுஜிதான் உங்க பேர் வச்சுங்க சுஜித்தாவோட கண்ணு சூப்பு சுஜித்தாவோட தல சூப்புன்னு சொல்லி வெட்டி சாப்பிட்டா நீங்கள் ஏற்றுக் கொள்வீர்களா அவ்வளவுதான் என் கேள்வி அது எப்படி ஏத்துப்பீங்க இது என் வாழ்க்கைங்க என் வாழ்க்கை வாழணுங்க எனக்கு இன்னும் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் இருக்கு இப்ப மட்டும் சுயநிலை எங்க இருந்து வருது ஏன் அது போல வந்து வாழக்கூடிய அந்த பறவைகளுக்கு அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்றிக்கு கழுதைக்கு குதிரைக்கு அதுக்கு உயிர் இல்லையா இப்ப அப்போ வந்து உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா அது கேட்க மாட்டேங்குது கேள்வி கேட்கல அப்படின்னா நீங்க வாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படித்தானே இன்னொரு பக்கம் நம்ம வேற சின்னாரிகளை சரி இந்த சின்னாரியோ ஒரு சினாரியோடு அது வாய் இல்லாத ஜீவனுங்க அதை என்ன வேணாலும் பண்ணலான்றிங்க வாய் உண்மையாவே அதுக்கு இருக்கு நீங்கள் யோசிச்சு இப்படி வேணா திங்க் பண்ணி பாருங்க ஒரு ஆட்டை நீ அறுக்க போறீங்க ஆட்டை அறுக்க போகும்போது அந்த ஆடு பேசுதுன்னு வச்சுப்போம் அண்ணா தயவு செஞ்சு நான் என்னை கொள்ளாதீங்கண்ணா எனக்கு ரொம்ப வலிக்குது நான் கழுத்தை அறுக்கும் போது கழுத்துல இருந்தால் ரத்தமா வருதுண்ணா என்னால் முடியலண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை விடறேன்னா அது கண் கதறி அழுது பேசுச்சுன்னா உங்களால அதை கொல்ல முடியுமா அவ்வளவுதான் என் கேள்வி நிச்சயமா கொல்ல முடியுமா ஏன் கொல்ல முடியாது காரணம் என்னன்னா அது பேசுது பேசும்போது உங்களுக்கு வலிக்குது அப்படின்றது அப்ப நான் உங்ககிட்ட நான் என்ன கேக்குறேன் அதனால பேச முடியல அப்படின்றதான் உங்களோடைய பேசுவீங்களா அப்ப நீங்க நினைச்சு பாக்கணும்ல பேச்சு வந்தாலும் சரி பேச்சு வரலனாலும் சரி வழி என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான்ற உணர்வு நிலைக்கு வர மாட்டீங்க நீங்க அது பேசலாம் அதனால கொள்ளுவான்னு நீங்க கொள்ளுவீங்களா இன்னும் சில பேர் என்ன சொல்றீங்கன்னா எத்தனை கோடி உயிர்கள் கோழி கூட்டம் கூட்டம் கூட்டமா கொள்ளலாம் கூட்டம் கூட்டமா அடுத்து மக்கள் தொழில் அதிகமா இருக்கிறது இந்தியா தான் நீங்களும் கூட்டம் கூட்டமா பிறக்கிறீங்க அப்படின்றக்குள்ள அத்தனை உயிர்கள் பிறக்கிறது சாகுது உங்களை கொள்ளலாமா உங்களை கொண்டு சாப்பிடலாமா நீங்க ஏத்துப்பீங்களா இது மட்டும் பிரீடம்ன்றீங்க இது மட்டும் வலிக்குதுன்றீங்க இது மட்டும் வேதனையா இருக்குதுன்றீங்க எப்படி உங்களால ஏத்துக்க முடியும் இன்னும் சில அறிவாளிகள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குதா அதுக்கு வலிக்காதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க சரி நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காண்டிருக்கீங்க ஒரு நாய் ஒன்று வளர்க்குறீங்க பூனை ஒன்று வளர்க்குறீங்க படா உங்கள் வீடு தீ எரியுது இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு தெரியுது ஆனால் உங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப உயிருக்கு ஒரு பூனையும் நாயையும் வளர்க்குறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த வீடு தீ பிடிச்சி எறியும் போது நீங்க பூனையும் நாயையும் முதல்ல போய் காப்பாத்துவீங்களா இல்ல உங்க பிரிட்ஜில் இருக்கக்கூடிய வாழைக்காய் முருங்கக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் இதை போய் காப்பாத்துவீங்களா எதை காப்பாத்துவீங்க அப்படி யாராவது இருக்கீங்களா வாழக்கா வெண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கா காப்பாத்துற ஆள் யாராவது இருந்தீங்களா உண்மையாக நான் பாக்கணும் பவுண்டேஷன் கிளம்பி உங்க காலை தொட்டு கும்பிட வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை மகான்களை நான் பாக்கணும்னு ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பூர் வந்துருங்க நீங்க இல்லைங்க நான் வந்து என்னுடைய பூனையையும் நான் வந்து நாயையும் தான் நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இப்போ மட்டும் எப்படி நீங்கள் இதை காப்பாற்றுறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுது அதுக்கு வலிக்கும் அதனால உங்களுக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது வலி உணர்வு நிலை என்பது கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கக்காய் பீன்ஸை விட இந்த உயிர்களுக்கு ஐந்தறிவு நான்கறிவு ஜீவன்களுக்கு தான் வலி ரொம்ப வேதனை அதிகின்ற தெரியுது இப்போ மட்டும் உங்களுக்கு இந்த அறிவு வருது சாப்பிடும் ஏன் வர்றது கிடையாது இன்னும் வேற சினாரிகளை கூட சொல்றேன் நான் நீங்க நல்லா பாருங்க சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா வெறும் சிக்கன் மட்டன் சாப்பிட்டீங்கன்னா உங்களால சாப்பிட முடியுமா வெறும் ரப்பருங்க அது நீங்க வாட்டுக்கு வெறும் சிக்கன் மட்டனை எடுத்து உங்க வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் மசாலா தவனாதான் சிக்கன் மட்டனுக்கே டேஸ்ட் மசாலா இல்லாம அந்த சிக்கன் மட்டன் உங்களால சாப்பிட முடியுமா அப்படியே அந்த சிக்கன் மட்டனை கட் பண்ணி நீங்க வைக்கிறீங்கன்னா கூட மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு நாள்ல கேவலமா புழு பூத்து ரொம்ப கேவலமா மாறிடும் அப்போ எப்படி உங்களால அதை சாப்பிட முடியுது அதுக்கு பேச்சு வரலன்றதுக்கா எப்படி உங்களால கொள்ள முடியுது தெரிஞ்சோ தெரியாமையோ சாப்பிடறது ஓகே விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நான்வெஜ் விடணும்ல மறுபடியும் மறுபடியும் எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குறீங்களே தவிரிங் வல்லல் பெருமானுக்கு மேல சிவானந்த பரமாம்சருக்கு மேல நீங்க எல்லாம் பெரிய ஆட்களா உடனே நீங்க கேட்கலாம் இஸ்லாம் மதத்துல வந்து நானு சாப்பிடறாங்களே கர்த்தர் வந்து மீன் சாப்பிட்டாரு நான் இப்ப மதத்துக்குள்ள நான் டீப்பா நான் போக விரும்பல காரணம் என்னன்னா நபிகள் நாயகம் அவர்கள் இப்போ நம்ம துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளைச்சலும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மண்ணில் வேற எதுவும் விளையாது அப்ப உயிரை காப்பாற்றிக்கிறக்க வேற வழியே இல்லாம அவங்க உயிர்களை கொன்று சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவர்களுடைய பிறப்பும் உங்களுடைய பிறப்பும் ஒன்று கிடையாது இதனால தான் உங்களை பாருங்கன்றது அடுத்தவனை பார்க்காதீங்கன்னு சொல்றது காரணம் என்ன அடுத்தவனை பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க உங்களுக்கு ஒரு நிம்மதி நிலை கிடையாது உங்களுக்குள்ள பாருங்க நீங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க நீங்க துபாயில கிடையாது நீங்க ஃபாரின் கண்ட்ரில கிடையாது அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலை தான் இடம் பொருள் ஏவல் எந்த இடத்துல எப்படி செயல்படணும் எதற்காக செயல்படன்றது உங்களுக்கு உங்க மைண்ட் என்பது ஓட ஆரம்பிக்க வேண்டும் அப்படி செயல்படுவதுதான் உத்தமம்மையை தவிர அவன் மன்றான்றாக்கா நம்மளும் பண்ண முடியாது அது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும் அப்படியே அவங்க அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல அவங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்டா கூட ஒட்டகத்தை வெட்டி சாப்பிட்டா கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க தொழுகைக்கு போவாங்க ஒரு நாளைக்கு நாலு வேலை தொழுகுறாங்க குனிஞ்சு குணிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சு நிம்புறாங்க இது தொழுகை போல தெரிந்தா இறைவனை பிடித்தான் கும்பணுன்ற அவசியம் கிடையாது அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் செய்வதற்காக அவங்க கண்டுபிடிச்சார் நபிகள் நாயம் சாதாரண ஆள் கிடையாது அவர் பல ஞானத்துல உச்சகட்டத்தில் போய் நம்ம மக்களுக்கு தேவைப்படுது ரெண்டாவது இந்த மூர்க்கத்தனத்தை கிரியேட் பண்ணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி அந்த மூர்க்கத்தனத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற தன்மை அவர் தெரிந்ததனால் அந்த அந்த தொழுகை அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வரார் திருக்குறளை ஆனா நம்ம மற்றவர்கள் அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு நாலு வேலை குளிஞ்சு நிமிந்து நிமிந்து கும்பிடுற மாமே இதை கடந்த நிலையில சொல்லணும் அப்படின்னா நான் திருக்குறானை பெரிதும் மதிப்பவன் நான் பைபிளை பெரிதும் மதிப்பவன் நான் எல்லாரையும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் நீங்க பெரியவன் நான் சின்னவன்றதே கிடையாது ஆனா நான் எதை மதிக்காத அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த நபிகள் நாயகம் எழுதிய அதே திருக்குறான் அது மட்டும் இல்லாம நம்ம கர்த்தர் கொடுத்த அதே பைபிள் அப்படியே இந்த காலத்துல இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இடைச்செருகல்கள் என்பது நிச்சயமாக உள்ளது அதுல எது நல்லது எது கேட்டதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கும் நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா தேவையில்லாத மத சண்டைகள் மத பிரச்சனைகள் என்பது அதுக்குள்ள டீடெயில்டாக போகாதீங்க நம்ம ஒரே பாயிண்ட்ல கிளியரா நின்றுவோம் எந்த பாயிண்ட் அப்படின்னா நாம் நிச்சயமாக ஒரு உயிரை கொள்ள கூடாது இன்ஃபேக்ட் நீங்க தாவரம்ல நீங்க வந்து கொண்டு சாப்பிட்டீங்கன்னால அதுவும் கர்மா தான் ஆனால் கம்மியான கர்மா இருக்கு அது வந்து ஓரளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த கர்மாவை ஈஸியா அழிச்சிடலாம் இந்த மாதிரியான உயிரினங்களை கொண்டு சாப்பிடும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை வரும் இன்னைக்கு நீங்க சாப்பிடக்கூடிய சிக்கன் மட்டன் எல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியே கிடையாது ஃபுல்லா ஸ்டெராய்ட்ஸ் கலக்குறாங்க வளர்க்கும் நிறைய தவறான முறையில் வளர்க்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை முதல்ல அதுலேயும் பிரச்சனை இருக்கு கர்மா ரீதியாகவும் பிரச்சனை தயவு செய்து அதை விட்டு விட்டு சைவ உணவிற்கு மாறுங்கள் யோகத்தில் நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையை அடைவீர்கள் பேசியா புரிஞ்சுங்க இதை கடந்த நிலையில சொன்னா சரிங்க அதை நான் உணர்த்துட்டேங்க இப்போ ஆனா வீட்டுல செய்ய சொல்றாங்கல்ல நான் என்ன பண்றது அடுத்த கேள்வி அதை நீங்க வேற வழியே இல்ல முடிஞ்ச அவங்க சொல்லி புரிய வைங்க என்னதான் சொல்லி அவங்க கேட்கலன்னா சண்டை போடாதீங்க இறைவன் கிட்ட பிரார்த்தனை இறைவா சீக்கிரம் இவங்களையும் திருத்திரு எனக்கு எப்படி ஒரு மிக சிறந்த தருணத்துல மிக சரியான தருணத்துல எனக்கு இந்த விஷயத்த நீங்க பேசி புரிய வச்சீங்களோ உணர்த்தீங்களோ அந்த மாதிரி என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதை உணர்த்தீங்கன்னு சொல்லி அப்போதைக்கு வேற வழியே இல்லாம மிகுந்த மன வழியோடு அந்த நான் அவங்க சமைச்சு கொடுங்க ஆனா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அவங்க டார்ச்சர் பண்றதுனாலதான் நான் சமைச்சு குடுக்குறேன் மொத்த கர்மாயி தூக்கி அவங்க தலையில இறக்கி வச்சேன் ஏதா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க அதை விட்டுட்டு நான் வந்து பாத்தேன்னா என்ன என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் இப்படித்தான் சாப்பிடுவேன் அப்படித்தான் சாப்பிடன்னா அது நிச்சயமாக பல கர்ம வினைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு உயிரை கொன்றுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக அது உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுவோம் கொண்டு வந்து விட்டுருவோம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சிம்பிளாக என்னென்னா வீட்டில் செய்ய சொன்னாங்கன்னா அவங்கக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அவங்கள மாற ட்ரை பண்ண முற்பட சொல்லுங்கள் அதுக்கு அவங்க கேட்கலன்னா இதை நான் பண்ணலை அவங்க கேட்குறான்ற அந்த கம்பல்ஷன்காக தான் இறைவா இதற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி மொத்தத்தை அவங்க மேலே மாற்றி விட்டுருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இறைவன் மிக விரைவில் அவங்களையும் மாற்றிடுறாரு கவலையப்படாதீங்க துபாயில் வந்து ஒரு ஃபேமிலி அவங்களுடைய பேர் நான் சொல்லுகிறோம்ல மொத்த ஃபேமிலி டெய்லி நான்வெஜ் இப்போ அவங்க துபாயில் இருக்காங்க பட் அவங்க ஃபேமிலிலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இந்த உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் மொ அவங்களாம் வந்து டெய்லி நான்வெஜ்ஜு இல்லாமல் சாப்பாடு அவங்களால இருக்கவே முடியாது இந்த உண்மையை உணர்றதுக்கு மொத்த ஃபேமிலியுமே இப்போ நான்வெஜ் விட்டுட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவர்களை பார்க்காமல் உங்களுக்குள் பாருங்கள் உங்களுடைய ஆத்மாவை கடை உண்டான வழியை பார்க்கும்போது இறைவன் உங்களுக்கு அல்பாலிப்பார் நன்றி வணக்கம்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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சுருக்கோம் நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியும் அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்கள்கிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்